வாழை கரண்ட ஒரு கிராமத்துல சோனுங்களை செய்வான் சரி பண்றது அவனுக்கு கை வந்த கலை எப்பா சோனு என் டிவிக்கு என்ன கொஞ்சம் என்ன மாமா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வேண்டாம் அத பாத்து சோனுவோட அப்பா சோனுவ திட்ட ஆரம்பிச்சாரு ஆமா உன் வீட்டுல பணமழை கொட்டிட்டு இருக்கு சாப்பிடறதுக்கே பணம் கிடையாது ஜனங்களுக்கு சேவை செய்ய வந்துட்டாரு நீ தேவைடு சம்பாதிக்கலாம் அவங்க பணத்தை செலவு பண்றாங்க சோனுவோட நண்பன் ஜெகன் அந்த கிராமத்துல பழைய பொருள் கடை வச்சிருந்தான் ஏன்னா அவன் சோனுக்கு அந்த கடைக்கு வர பழைய புத்தகங்களை கொடுப்பான் அடோ வந்துட்டியா சோனு கண்ணா எப்படி இருக்க பாத்தியா இது மாமா இந்த சோனு ஜெகனுக்கு தன்னோட நன்றிய சொன்ன அப்புறம் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான் ஆனா வீடு இருட்டா இருக்கிறத பாத்துட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்டானா அப்பா அப்பா ஜனங்களுக்கு வாழைமரத்துல பத்தி அவன் அத படிச்சதும் சோனுவோட ஒரு ஐடியா வந்து அவன் வீட்டு கொல்ல போறத்துல ரெண்டு வாழைமரம் இருந்துச்சு மறுநாள் அவன் ஜெகன் கிட்ட போனான் வாழைமரத்தோட சேர்த்து கரண்டோம் எங்கிருந்து வந்துச்சு பில்ல கட்டினது யாரு அப்பா இனிமே நாம பில்ல கட்ட வேண்டிய அவசியம் இல்ல இந்த கரண்ட வாழை மரத்துல இருந்து நானே உருவாக்கின வாழை மரத்து மூலமா கரண்டா வாழ மரத்து மூலமா கரண்ட் சோனுவோட கொஞ்சம் கொஞ்சமா சோனுவோட இந்த கண்டுபிடிப்பு பரிசு கொடுத்தாங்க அப்புறம் அரசாங்கம் அவன் இனிமேற்பட்டு படிக்கிற படிப்புக்கான செலவை ஃப்ரீயா கிட்டாங்க சோனுவை எல்லாரும் வாழ மரத்து கரண்ட்டுக்காரங்கிற பேர்ல தெரிஞ்சுகிட்டாங்க சந்தர்பூருங்கிற கிராமத்துல சுரேந்தருங்கிற ஒரு ஆள் இருந்தா அவனுக்கு வரலாறு பத்தின விஷயங்களை சேகரிக்கிறதுல ஆர்வம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அவனுக்கு தன்னோட கிராமத்தை பத்தின ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சிருந்துச்சு அவன் தன்னோட முன்னோர்கள் கிட்ட இருந்து இந்த கிராமத்தோட பெரிய ஏரி தண்ணி கடலோட கடக்குதுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் அந்த கடல்ல மூழ்கிருச்சு அது மொத்தமா தங்கத்தால செய்யப்பட்டது சுரேந்தர் அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லார்கிட்டையும் அந்த கப்பலை பத்தி பேசினான் இங்க பாருங்க நான் என்னோட முன்னோர்கள் மூலமா தெரிஞ்சுகிட்டேன் நம்மளோட இந்த ஏரியில தங்க கப்பல் முழுகிருச்சான் நம்ம வேணா முயற்சி பண்ணி அந்த கப்பலை வெளியே எடுப்போம் அதனால நம்ம கிராமத்துக்கு ஒரு கப்பல் எங்காவது முழுகுமா அதுவும் தங்க கப்பல் போ போ எங்க நேரத்தை வீணடிக்காத எங்களை வேலையை பாக்க விடு சுரேந்தரை எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க சுரேந்தருக்கு தனக்கு தெரிஞ்ச தகவல் ரொம்ப நம்பிக்கா இருந்துச்சு அவன் அடிக்கடி அந்த கப்பலை தேடிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அந்த கிராமத்துல ஒரு பெரிய புயல் வரதுக்கான அறிகுறி தெரிஞ்சது கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக உயரமான இடத்த நோக்கி போனாங்க அன்னைக்கு ராத்திரி வேகமான புயல் அடிச்சது மொத்த கிராமமும் ஒரு வழி ஆயிடுச்சு எல்லாரோட வீடுகளும் உடஞ்சது எல்லாம் உடஞ்சி பாழாயிடுச்சு புயல் நின்னதுக்கு அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அழிஞ்சதை அப்புறம் இங்க என்னமோ சுரேந்தர் ஏரி கிட்ட போனா அப்பதான் சுரேந்தர் பல மின்ற ஒரு பொருளை பார்த்தா சுரேந்தர் அது கிட்ட போனா இது அந்த தங்க கப்பலாச்சு என்னோட தேடுதல் வெற்றி அடைஞ்சிருச்சு கவலையா இருக்கும் ஆனா நீ சிரிச்சுகிட்டு இருக்க சந்தோஷமா இருக்க தலைவரே நீங்களும் சந்தோஷப்படுங்க அங்க பாருங்க நான் சொன்னதெல்லாம் உண்மை அங்க பாருங்க தங்க கப்பல் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த தங்க கப்பலை பாத்து அதிர்ந்து போனாங்க ஜனங்க நாங்க தப்பா நினைச்சுட்டோம் ஆனா இன்னைக்கு உங்களோட தங்க கப்பல்னால நம்ம கிராமம் இன்னைக்கு மறுபடியும் உருவாயிருக்கு ஒரு அவனுக்கு பேசி அவங்களை கிட்ட நாள் அவன் ஒரு கோவிலுக்கு போனான் அடேங்க அப்பா நான் சும்மாவே ஜனங்களோட வீட்டுல திருடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இங்க கோவில் திருடனும் ராஜு அதே மாதிரி செய்யறதுக்கு ஆரம்பிச்சான் அவன் கோவிலுக்கு வர ஜனங்கிட்ட பேசி அவன் வலையில சிக்க வச்சு அப்புறம் அவங்களோட பணத்தை திருடுவான் வணக்கம் தம்பிங்க சேர்ந்தவரு சேர்ந்தவங்க என்னோட பிறந்த ஊராச்சே அப்படியா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அட நீங்களும் எங்க ஊரை சேர்ந்தவர்த கொஞ்சம் இந்த பால வாங்கிக்கிட்டு குடிங்க உங்களை கவனிக்கத்துக்கு எங்களுக்கும் ஒரு புத்திமதி சொல்லட்டுமா சொல்லு அதான் உனக்கு தெரிஞ்சு போச்சு நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன் பேச ஒரு நாள் ராஜுவோட் பண்டி அவன் கிட்ட என்ன கேட்டான் உனக்கு என்ன பைத்தியமா எல்லார்கிட்டையும் திருடுற என்னக்காவது ராஜாவோட சிப்பாயங்க உன்னை புடிச்சிட்டா அன்னைக்கு தெரியும் உனக்கு என்ன சொல்ற பண்டி ராஜாவோட சிப்பாயிங்களா நீ பேசுனத கேட்ட உடனே என்ன பைத்தியமா ராஜா அரண்மனைக்கு போய் திருடுவியா ஆனா ராஜு யார் பேச்சையும் கேட்கல அவன் அரண்மனைக்கு திருடுறதுக்காக போயிட்டான் அரண்மனைக்கு போனதுமே ராஜாவோட சிப்பாயிங்க அவனை தடுத்தாங்க வேலை விஷயமா வந்திருப்பான் சிபாங்க அவன் சொன்னதை நம்பவே இல்ல அவன் அரண்மனைக்குள்ள போக விட்டாங்க அடே இங்க அப்பா இங்க பைசா இருக்கு அவன் அரண்மனையில இருந்து முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வைரம் வெள்ளி திருடிக்கிட்டு போயிட்டான் அப்புறம் ரொம்ப நிம்மதியா அரண்மனையில இருந்து வெளிய ராஜாவோட சிப்பாயிங்க அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜு ராஜ்யத்தை விட்டு வெளிய போயிட்டான் அப்புறம் இன்னொரு ராஜ்யத்துக்கு போயிட்டு இந்த பாராட்டுவாரு ஒரு நாள் பக்கத்துல இருந்தாட்டு போட்டிலும் போட்டிகள் எப்பவுமே வந்து தன்னோட பரிச தன்னோட அப்பா அம்மா கிட்ட காட்டினா அம்மா அப்பா இங்க பாருங்க எனக்கு இன்னொரு ட்ராஃபி கிடைச்சிருக்கு வா கண்ணா வா உன் நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மறுநாள் கமலு ஸ்கூலுக்கு போனப்ப அவனுக்கு தெரிஞ்சது அவங்க ஸ்கூல்ல மறுபடியும் ஒரு விளையாட்டு போட்டி நடக்க போகுதுன்னு அதுல சின்ன ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ரெண்டுமே பங்கேற்க போகுதுன்னு அப்புறம் இந்த தடவை போட்டியில வரவங்களுக்கு கோல்டு சேர்த்து ஒரு கோல்டன் பரிசா குடுக்கப்படும் கமலு தன்னோட மாஸ்டர் கிட்ட என்ன சொன்னானா சார் இந்த போட்டியில கலந்துக்க நானும் போகட்டுமா சார் கமலு நிச்சயமா நீ போகாம யார் போவாங்க எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு அந்த கோல்டன் ஷூவ நீ வாங்க போறன்னு மத்த போட்டாள அவனை கிண்டல் பண்ணாங்க ஆனா இவன் வந்திருக்கான் இவன் எங்க பரிசா போறான் இவன் கிட்ட போட்டுக்கிறது கூட இல்ல ஆனா ஆசையா பாருடன் போறானா போட்டியும் ஆரம்பிச்சது பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லா போட்டியிலையும் கமலு முதலிடத்தை எல்லாத்திலையும் ஒரே ஒரு ஓட்ட பந்தயம் இருந்தது கமலு அதுலயும் தன்னோட முழு கவனத்தையும் செலுத்தினான் அவன் பெருங்காலோட ஓடினாலும் அந்த போட்டியிலையும் அவன் அதை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க கமலுவோட மாஸ்டர் அவனை தோல்ல தூக்கிக்கிட்டாரு அப்புறம் ரொம்ப பெருமையா அந்த கோல்டன் கிராமத்துக்கு திரும்பி வந்தான் எல்லாரும் அவனை வரவேற்காங்க இப்ப அவங்களோட கமலு கோல்டன் ஷூ கமலுவாவா ஆயிட்டான்